ஏழு குழந்தைகளுக்கும் ஏழு விதமான நோய் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஏழு விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய அரவணையில் உண்டான வைத்தியர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார் அப்படி வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள் உன்னுடைய மக்களுக்கு பிடித்திருக்கின்ற இந்த நோய் நிவர்த்தியாக வேண்டுமே ஆனால் நயல் நதியில் நின்றும் ஒரு வாய்க்கால் உன்னுடைய அரமனைக்கும் நேராக அதை அந்த தண்ணீரை வரவழைத்து தினம் தினம் அந்த பெண்கள் அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் அப்படி குளித்தார்களையானால் மகள்களுக்கு பிடித்திருக்கின்ற நோய் அகலும் என்று ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகின்றது இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்படுகின்றதையானால் அதாவது அப்படி அந்த ஆற்றில குளிக்கும் போது ஒரு பெரு குழந்தை வரும் அந்த குழந்தையினுடைய எச்சில் பட்டால் உன்னுடைய பிள்ளைகளுடைய நோய் நிவர்த்தியாகும் என்று இது ஒரு சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அந்த வெட்டப்பட்ட ஆற்றிலே இந்த பிள்ளைகள் தினம் தினம் சென்று குளித்து வருவது பழக்க வழக்கம் அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் போது மூசாவட்டிருக்கின்ற அந்த பெட்டி அந்த பேழையாக கூடியது அது எங்கே திரும்பி வருகின்றதையானால் அரண்மனையை நோக்கி வெட்டப்பட்டிருக்கின்ற அந்த கால்வாயும் வழியாக அதாவது தண்ணீரில் அலைமோதிக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றார் பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த குழந்தையையும் அந்த பெட்டியையும் நாம் பாதுகாத்தோம் அது மட்டுமல்ல அந்த குழந்தை அந்த கால்வாயில் செல்வதற்காக காற்றையும் அலையையும் நாம் ஏவி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் அதன்படி அந்த பெட்டியாக கூடியது நயல் நலைய கிளையாக பிரிந்து வர வேண்டிய ஆற்றிலே அந்த அறமணைக்கு நேராக வர வேண்டிய அந்த தண்ணீரிலே அந்த பெட்டியாக கூடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி வர வேண்டிய நேரத்தில் இந்த பெண் மக்கள் கொண்டிருக்க கூடியவர்கள் வர வேண்டிய அந்த பெட்டகத்தை கண்ணாலே பார்த்துடுவார் அதிசயமாய் நின்று கண்ணாலே பார்த்துடுவார் அதிசயமாய் நின்றுவார் அரசனுட மகள்களுமே அதிசயமாய் பார்த்து நின்ற அரச ஆற்றிலே வந்து கொண்டிருக்கிறது வர வேண்டிய பெட்டியை ஏழு பெண்களும் பார்க்கிறார்கள் பார்த்தார்கள் பெட்டி வரும்போது அந்த ஏழு பெண்கள் எல்லாத்துக்கும் மூத்த பெண் அந்த பெட்டியை தன்னுடைய இருகரம் கொண்டு தூக்கி அதை கரைக்கு கொண்டு வந்தார்கள் குளித்து முடித்தும் அந்த பெட்டியை தான் எடுத்து கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய முன்பதாகத்தான் கொண்டு போய் பெட்டியை திறக்க தன்னுடைய தந்தை ஆகிய அவருடைய முன்பதாகத்தானே கொண்டு வந்த அந்த பெட்டியை தானே வைத்து அந்த பிள்ளைகள் சொல்லுகின்றது அருமை தந்தையே நாங்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது நம்மளுடைய ஆற்றிலே இந்த பெட்டி மிதந்து கொண்டு வந்தது இந்த பெட்டியை ரொம்ப அழகாக இருக்கிறது ரொம்ப புதுமையான வேலைப்பாளர்களாக செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கின்றது ஆனா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கவும் இல்லை என்று சொன்னதும் உடனே அப்பறம் சொல்லுங்க அப்படியா பெட்டியை மூத்த மகள் அதுபோன்று அந்த பெட்டியை திறந்தார் பெட்டியை திறந்து உள்ளே பார்க்கும் போது அழகான முகத்தோடு சிரிப்போடு அழகான குழந்தை ஒன்று இருக்க கண்டாறு ஒன்று மலர்ந்த குழந்தையை கண்டார் சுபகான் அல்ல பெட்டியை திறந்தவுடனே அந்த பெட்டிக்குள்ள அழகான தோற்றத்தோடு ரொம்ப வஜிகரத்தோடு புன்சிரிப்பாக ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது குழந்தை ஒன்று இருக்கிறது பெட்டிக்குள் என்று சொன்னதும் உடனே சொல்லுங்க அம்மா அப்படியா அந்த குழந்தையை உன்னுடைய கைனால எடு உன்னு கை தூக்கு என்று சொன்ன உடனே அதே போன்று அந்த பெரிய மகள் மூத்த மகள் அவளுக்கு பெரும் அதாவது நோயாக இருக்கின்ற அந்த பெண்மணி தானே அழகு பொருந்தி அந்த குழந்தையை தான் இருக்கிற தலை வாரியெடுத்தார் வெஞ்சோட அணை தீடுவார் வாரியிடுவார் வெஞ்சோடு அணை திருவார் மூசான் நபி உமிழ் நீரது பட்டதுடன் பட்ட முசான்பிய அதாவது அந்த குழந்தைய கையில எடுத்து அந்த பெண்மணி மாறோடு அணைத்தார்கள் அனைத்தவுடனே முசான் நபி அவங்களுடைய எச்சிலாக கூடியது உமிழிலாக கூடியது அந்த பெண்மணியுடைய திரேகத்துல பட்ட மறுகணம் அவளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோயாக கூடியது மாறுகின்றதை கண்டா பணி எவ்வாறு விலகுமோ அதுபோன்று பெண்மணியின் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயகன்றுமாக பார்ப்பதற்கு அவர்கள் ரொம்ப அழகாகவும் ஒழிவாகவும் தெளிவாக தான மாறி அதிசயத்தை புரளாக கூடியவன் கண்ணாலே கண்டுவான் அதிசயத்திலே நின்றுவான் கண்ணால் அதிசயத்தை அதிசயித்து விட்டார் அதே நேரத்தில் இரண்டாவது பிள்ளைக்கு நோய் உடனே அந்த மூத்த பெண்மணி தன்னுடைய சகோதரிக்கு மூசாவை கொடுந்தார்கள் குழந்தையை கொடுக்கிறார்கள் கொடுத்த உடனே அவர்களும் வாங்கி அப்படியே மாறோ அதுபோன்று அவங்களுடைய திரேகம் பட்ட மருகனா அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோய் அகன்று விட்டது இப்படி ஏழு பெண்களும் பாலராகிய மூசாவை கையில் எடுத்ததும் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் அகன்று ரொம்ப பரிசுத்தமான முறையிலே ரொம்ப அழகார் ரொம்ப சலாமத்து பெற்றார்கள் அதே நேரத்தில் பிரான்டைய மனைவி ஆசியா உம்மாவும் அங்கே வருகின்றார்கள் வந்தவுடனே இந்த அதிசய குழந்தையைத்தான் பார்க்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கப்பட்டிருக்கின்ற நோய் பரிசுத்தாய் இருப்பதையும் கண்டார்கள் கண்டவுடன் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவர்களும் அந்த குழந்தையை தான் எடுத்து ரொம்ப சந்தோஷமான முறையிலும் பாலருடன் முகத்தை பார்த்து குழந்தையை எடுத்து அவர்களும் அது போன்று அடைத்து பிடித்து அவங்களுடைய முகத்தை பார்த்து பூரிப்படைந்தார்களாம் ஆசிய இப்படி ஒரு பெரிய அரிசியத்தை பார்த்த அந்த புறாவும் மனதில் நினைக்கின்றான் குழந்தைய கொலை செய்வதற்காக வேண்டி அவன் வாழ உதவிய நேரத்தில் ஆசியா உம்மா சொன்னார்கள் ஆசியா உமா சொன்னார்கள் என்ன கேடு பால் குடிக்கின்றகாக ஒளிவாக தெளிவாக இருக்கிறது குழந்தையாக இருக்கிறது அது மட்டுமல்ல உன்னுடைய ஏழு பிள்ளைகளுக்கு பிடித்திருந்த நோயும் அகர்ந்துவிட்டது குழந்தை வந்த ஒரு வருகத்தை கொண்டு மகளுடைய நீங்கிவிட்டது அப்படி இருக்கு இந்த குழந்தை ஏன் கொல்ல போகின்றார் உனக்கோ உனக்கு ஏழு பெண்மை இருக்கின்றார்கள் உனக்கு ஆண் குழந்தை கிடையாது அப்படி ஒரு கால் உனக்கு எதிரியாக வறுமையான உடனே அவனுக்கு மனசில் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி உடனே அவங்களுடைய கையில கொடுத்து இந்த பிள்ளையை தான் எப்போ என்று சொல்ல ஆனால் அதே நேரத்தில் முசா நபீடைய தாயார் இருக்கிறார்களே யூஹானியா குழந்தையோ என்ன ஆனதோ தெரியவில்லை என்பதாக தன்னுடைய உடன்பிறந்தா சகோதரியை தானே ஒன்றாக அனுப்பி வைத்தார்கள் அந்த அம்மா குழந்தை அதாவது பெட்டி எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் பாராளு மாறி அந்த பெட்டி போறது செய்ய நோக்கி அரமனை இடத்துல கொண்டு போய் பெட்டியை திறந்து பார்க்கக்கூடிய மாளிகைக்கு சொன்னவண்ணே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் அங்கு என்ன நடக்கிறது பார்த்து வருவோம் என்று அந்த பெண்மணி அதே அரண்மனையில் ஒரு பேரவை குழந்தைக்கு ஒரு பேரவை என்று சொன்னவுடனே அந்த அந்த குழந்தைக்கு என்ன பேரவைத்தானால் மூசா என்பதாக பேரவைத்தான் அவருடைய பாச மூ என்றால் தண்ணீரும் தண்ணீரில மருந்து வந்ததுனால அந்த மரப்பட்ட வந்ததுனால அந்த பிள்ளைக்கு மூசா என்று பெயர் வைத்தார்களாம் இது அவங்களுடைய பாசையில் அப்படி மூசா என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த பச்சிடம் குழந்த அதாவது பால் குடிப்பதற்காக வேண்டிய பசியுடைய காரணத்தினால குழந்தை அழுகிறது இதை பார்த்த பிறகு சொல்லுங்க ஏற்பாடு செய்யுங்க அப்ப அந்த அரமனையில் உண்டான அதாவது பிள்ளை பெருகாலமான பிள்ளையுடைய தாய்மார்கள் பால் கொடுக்க வேண்டிய ஒரு பக்குவமுடைய தாய்மார்களை கூப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க அப்படி அந்த அரமணையில் உண்டான பிறகு எல்லாம் வந்து பால் குடுத்தாங்க ஒருத்தர் பால் குடிக்கவில்லை பால் அருந்தவில்லை பார்த்த உடனே எல்லாரும் பால் குடிக்க மாட்டேங்க என்ன செய்யறது என்பதாக ஒருவரை ஒருவர்தான் பார்த்து கொண்டு இருக்கும் போது இது எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்குற மூசா நபியினுடைய சிறியதாயா பார்க்க வந்தாங்களே பிள்ளை என்ன ஆச்சு என்ன முறைகள் இருக்கு பார்ப்போம் அப்ப அவன் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய அதாவது இந்த குடிக்க மாட்டேங்குது குடிக்க வேணுமே இந்த பிள்ளை பால் குடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு தாய் இருக்காங்க அவங்கள வேணா நான் கூட்டிக்கிட்டு வர இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு சொன்ன உடனே பெரிய கேட்டான் அப்படியான் பொண்ணை யோசனை பண்ண அப்படியான இந்த குழந்தையினுடைய தாய் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் கேட்ட உடனே அவங்க சாதுரியமா பதிச்சிருந்தாங்க அதாவது இந்த குழந்தை ரொம்ப ஒரு பரிசுத்தன் மேல் இருக்கு யார்ட்டு இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டிருக்கு அப்படி அப்படி இருப்பதுனால இந்த குழந்தை பால் குடிக்க வேண்டுமையானா இன்னும் வீட்டுல இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்தால் அந்த தாயிடத்துல இந்த பிள்ளை பால் குடிக்கும் என்பதாக ஒரு நான் அதனால சொன்னேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லலாம் ார்கள குழந்த ரொம்ப சமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா யாரு அந்த குழந்தை பால் குடிக்கல பால் குடிக்கல ஆனா உன்னை கூட்டும் சொல்றாங்க ஆனா நீ வரணும் நீ அந்த கட்டுப்பாடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனதில வைராகியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் அந்த அரண்மனைக்கு தானே வந்தார்கள் வந்தவுடனே பிரகவன் தானே பார்த்ததும் கேட்கின்றான் நீங்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றீர்களாரு அவர்கள் பேசிக்கொண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்திலையும் அல்லாஹு தால ஆண்டவன் அவனுடைய ஒரு ஒரு குதிரத்து அந்த அதாவது முசான்பின் உடைய தாயாருக்கு அவங்களுடைய மனதிலே நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம் உதாரணமாக விட்டு திரும்ப அந்த பிள்ளைக்கு போய் நாம அந்த தாய் எவ்வளவு பெரிய ஆவலா இருப்பாங்க அதே நேரத்தில் முசான் நபின் உடைய ரொம்ப கட்டுப்பாட்டாகவும் ரொம்ப மனதில பயத்தோடும் அதை வெளிக்காட்டாதே சென்று அந்த பிள்ளையை கை நாள் எடுத்து அவர்கள் ஒருவரமாக தானே மறைவான இடத்தில் சென்று தன்னுடைய அன்பு மகனுக்கு அவங்களுடைய மடியில் தானே வைத்து பால் ஊட்டினார்கள் பாலரான மூசாவுக்கு பால் ார்கள்டிடிதாரு பாலரான மூசவுமிதா பாலரான மூசே இதை பார்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டான் சரி பரவாயில்ல அம்மா நீ தினம் தினம் வந்து இந்த பிள்ளைக்கு பால் விட்டு போனோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருஹம் உனக்கு கூலி கூலியாக தருகிறேன் என்று சொல்ல இதன்படிதான் தன்னுடைய பச்சிலங்குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த தாயவர்கள் இரண்டு வயது வரை வளர்ந்து வந்த மனதில் மகிழ்வுடனே வளர்ந்து வந்தார்கள் வளர்ந்து வந்தா அந்த பால் பால்குடி பருவம் அதாவது இருக்கும் வரை குழந்தைக்கு பால் கொடுத்து பால் ஊட்டி பராமரித்து வந்தார்கள் அவங்களுக்கு இரண்டு வயது நிரம்ப பெற்று விட்டது பால் குடியும் மறந்து விட்டார்கள் இந்த தன்மையில் அந்த பச்சினம் குழந்தையாகிய இரண்டு வயது பிள்ளையாகிய முசாவை தான் நிரம்ப பிரியத்தோடு முகப்பத்தோடு வைத்து வளர்த்து வர வேண்டிய நாளில் ஒரு நாள் அந்த ஆசியா உமா குழந்தையை தான் எடுத்து தன்னுடைய கையிலே வயிற்று கொண்டு இடத்திற்கு வந்தார்கள் வந்தவுடனே அவன் தானே குழந்தையை ஏறிட்டு பார்க்கின்றான் குழந்தையும் அதாவது அவனுடைய முன்பதாக தான் ரொம்ப ஆவலாக சென்றது அதை பார்த்து பார்த்தான் அழகான குழந்தை உடனே அந்த கூடி ரொம்ப அவளோடு தானே சென்று பிள்ளை ஆகி ரொம்ப அவளோடு மாடி மேல் வைத்தான் அவளோடு அந்த வைத்தான் மூசாவையும் வைத்து முத்திவாத்தோடு பாசத்தோடு அவருடைய மடியில வைத்து அவன் ஹப்பத்தா முத்தம் கொடுத்தான் முத்தம் கொடுத்த உடனே ரெண்டாவது வயது புள்ள யாரு மூசா மூசா அந்த நேரத்துல மூசா நபி அந்த புறனுக்கு தாடி கொஞ்சம் ரொம்ப நீடம் ரு அதாவது தாடி கொஞ்சம் நீடம் உடனே ரெண்டரை வயசு அந்த குழந்தை அந்த புறவனுடைய தாடியை தான் எட்டி ஒரு கை பிடித்து கொண்டு அந்த அவர்கள் அந்த அழகு பொருந்தி சின்ன கைய கொண்டு கை நாளை அந்த பிரிய கன்னத்துல வாங்கி அடித்தீடுவார் பால வாங்கிடுவார் பால அடிநாளே அந்த கையில முடிச்சுக்கிட்டு யார் தாடிய தாடிய கையில முடிச்சுக்கிட்டு வளர்ந்து கை சடின்னு ஒரு அழைச்சது கையிலைக்கெரிய வாழ எடுத்துரு வந்த உடனே ஆசிய என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காச்சு விளையாட்டு கிடைச்சிருக்கும் என்ன தெரியும் அதுக்கு அதுக்கு தீனு தெரியுமா கனவன் தங்கம்னு தெரியுமா அதுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது அப்படி சொன்ன உடனே அப்படியா நீ சொல்லுத இந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியாதான் இப்ப தெரியுதா பாப்போம் என்று சொல்லி உடனே அந்த என்ன செய்தான கட்டளை போய் தங்கத்தட்டுல வேறொரு தட்டுல தங்கமும் இருக்கணும் அந்த ஒன்று கொடுக்கிட்டு வாங்க சொல்லு அது போல தானே ஒரு தட்டில் நெருப்பும் ஒரு தட்டில் தங்கத்தீ தானே கொண்டு வந்து அதை தானே கீழே வைத்ததும் தங்கம் தெரியுமா நெருப்பு தெரியுமா கிளவு எடுத்துருச்சுன்னா புத்தியை வெற்றி பிள்ளைய கொண்டு போடுவோம் நீ நினைச்சபடி செஞ்சா அந்த பிள்ளை தப்பி அப்படியா உடனே ஆசியாவ குழந்தைய கிளவிட்டாங்க குழந்தை கீழப்பட்டவுடனே முசா அவர்கள் அந்த ஊர்ந்து பருவமுடையவர்கள் அந்த நெருப்பும் கனகமும் இருக்கின்ற தட்டே நோய்க்கு பிள்ளை போய்கொண்டிருக்கும் போது இந்த எங்கே திரும்பி போகின்றார்களே ஆனால் கனகம் இருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்கக்கூடிய தட்டு நோய்க்கு நடந்து பலரானுமே ரெண்டு தட்டு அரசை அப்படியே நிஜப்தமாக இருக்கிறது அமைதியா இருக்கிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக பரிசோதனை குழந்தைக்கு ஒரு பரிசோதனை அமைதியா பார்த்துக் கொண்டிருக்காங்க ஊர்ந்து சென்றவர்கள் மூசா அவர்கள் தங்கத்தின் பக்கமாக தன்னுடைய கைகளை நீட்டிக்கொண்டு சென்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அலி சுனாத்து கரத்தை இணைப்பின் பக்கமாகத்தானே திருப்பி விடுங்கள் என்று சொல்ல அது போன்றுதான் அலி சுனாத் வந்து இறங்கி முசா நபின் உடைய கரத்தை பக்கமாகத்தானே மாற்றி விட்டார்கள் அகற்றிவிட்டார்கள் அதே போன்று மூசாவர்கள் தான் ஊர்ந்து சென்று தட்டையில் வைத்திருக்க கூடிய நெருப்பை எடுத்திடுவார் வாயில வைத்திடுவார் வாயில வைத்திடுவார் நெருப்புடைய அவர்கள் நாவெல்லாம் பெந்திடுமா நெருப்பு அவங்களுடைய நாவை சுட்டுவிட்டது கையையும் சுட்டுவிட்டது இதை பார்த்து ஆசி ஆமா விரைந்தோடி வந்து குழந்தையை தானே கைதை எடுத்து பிரவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தி குழந்தையா என்று சொன்ன உடனே அவனுடைய மனதில் இருந்த சந்தேகம் நீங்கிவிட்டது குழந்தையானே அவன் சந்தோஷமாக கொடுத்து விட்டான் ஆனால் அதே நேரத்தில் மூசா அவர்கள் அந்த குழந்தையாக இருக்கின்ற பருவத்தில் நெருப்பு எடுத்து வாயில வைத்து சுட்டத்தின் காரணமாக அவங்களுடைய நாவலை தடும்பறி முடிச்சுழுந்து விட்டது அதனால தான் பேசும் போது லேசாக கொண்டல் ஏற்படும் சரளமாக அவங்களுக்கு பேச முடியாது என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது ஆகையினால மூசா அவர்களை இந்த முறையில வளர்த்து வந்தார்கள் ஆசியா உமா அவர் வளர்த்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆறு வயசு ஆறு வயசு அவங்களுக்கு ஆரம்பமாகின்றது அப்படி ஆறு வயசு ஆரம்பமாகின்ற பொழுது மூசா அவர்கள் ஒரு நாள் அன்று அரண்மனைக்கு அவனுடைய ஆசனத்தில் அமர்ந்து இருக்கின்ற காட்சியைத்தானே கண்ட மூசா அவனுடைய முன்பதாகத்தானே விரைவாக வந்து ரொம்ப வேகமான முறையிலே அந்த புறாவன சுத்தி வந்து அவங்களுடைய காலனால அப்படியே ஓங்கி அவங்க இருக்கக்கூடிய அந்த தகுத்தை ஓங்கி அடித்திடுவார் அடித்திடுவார் அந்த அடித்ததொரு அடி நாள் தகுத்தானதி அடினால அவங்களுடைய கால மடைக்கு அவனுடைய இருந்த கட்டுல ஒரு அடி அடித்தார்கள் அடித்தவனே காலெல்லாம் ஒடிந்து து என்று அவன்ோடு நேரத்தில் ஆசையாக ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள் அதாவது ஆத்திரப்படாத அவசரப்படாத இந்த குழந்தை ரொம்ப நல்ல ஆறு வயசுல இருந்தா இந்த குழந்தை அவர்களை தானே ரொம்ப கண்ணங்கரு துமாக கூடியவர்கள் ரொம்ப பிரியமான முறையிலே வைத்து வளர்த்து காலம் அவர்கள் வயதில் வளர்த்து பதினட்டுமே ஆகிடுமா அவர்கள் வயதில் பதினட்டுமே ஆகிடுமா மூசாவுக்கு பதினெட்டு வயது வயதாக இருக்கும்போது நல்ல வாலிபும் திலகாத்திரம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது மூசாவர் வெளியே விடுறது கிடையாது வெளியே விடாம பாதுகாத்து வர்றாங்க அப்போ ஒரு நாள் மூசாவர்கள் நாம் எப்படியாயிரம் வெளியே சென்று சுத்தி பார்க்க வேண்டும் மூசாவர்கள் தான் நிரம்ப அவரோடு ஒரு நாள் அந்த அவர்கள் சாயங்கால அந்த நேரத்தில் தானே வீட்டு விட்டு வெளியாகி காட்டு மார்க்கமாக காட்டு பாதையாக நடந்து வருகின்ற அங்க ஒரு காட்சி ஒன்றை கண்ணிலே கண்டா்கள் அவர்கள் அரமையை விட்டு கோட்டையை விட்டு வெளியாகி அவர்கள் வர வேண்டிய நேரத்தில் காட்டு மார்க்கமாக வந்து ஒரு சம்பவத்தை சார்ந்தவர்கள் அதாவது பணி இஸ்ராய கூட்ட சேர்ந்தவர் ஒரு மனிதரும் கூட்டத்தை சேர்ந்த ஒருவரும் இரண்டு பேர்கள்தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை யார் பார்க்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் பார்த்தவுடனே இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற அதே இடத்திற்கு சென்றதும் அந்த பணி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவர் மூசாவை பார்த்து சொல்லுகின்றார் இந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்த இவன் நான் கால்களில் வந்து விறகு பிறகு கூடிய நேரத்தில் இவன் என்னிடத்தில் எப்பொழுது சண்டைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதாகத்தானே சொல்ல நேரத்தில் அவனை அதாவது வாட்ஸ்அப்பாடுகளைத்தானே பேசி அவனை கண்டிக்கிற முறையில் அவனுடைய பக்கத்தில் சென்றதும் மூசா அவர்கள் ரொம்ப ஒரு மனதிலே ஒரு ஆவேசமான முறையிலே இனிமே நீ அவனிடத்தில் சண்டை போடக்கூடாது என்று ஓங்கி தன்னுடைய கையை கொண்டு முதுகிலே வாங்கி அடித்திடுவார் அடித்ததோரே அடியினாலே அந்த கிபித்தி அவன் கீழ் விழுந்தான் அடித்ததோரே அடியினாலே அவர் அவன் அவர்கள் கண்டிக்கின்ற முறையில் அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்று அல்ல கண்டிக்கின்ற முறையில் கையை ஓங்கி அவனுடைய முதுகில் அந்த அடித்த அடியின் காரணமாக அந்த கூடியவன் அப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்தவன் வைத்தார் அதே நேரத்தில் மூசாவும் பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த இரண்டு பேர்களும் கீழே விழுந்தவனைத்தான் பார்க்கும் போது அவன் இறந்து கிடக்கின்றான் இது வெளியே தெரிந்தால் பெரிய ஆபத்தாகி விடுமே என்பதாக இரண்டு பேர்களும்மாகத்தான் சேர்ந்த ஒரு குழியைத்தான் யாருக்கும் தெரியாதபடி அந்த கிபித்தியைத்தான் அதில் அடக்கி விட்டார்கள் அடக்கிவிட்டு மூசாவும் வந்து விட்டார்கள் அந்த வணியசுராயர் அவரும் போய்விட்டார்கள் இப்படி போனதின் பின்பு அதே நேரத்தில் ஒரு ஒரு திடுக்கம் ஒரு பயம் என்ன பயம் என்றால் நான் செய்து விட்டோமே ஒருவனை அநியாயமாக கொன்று விட்டோமே என்ற திடுக்கத்தின் காரணமாக அவர்கள் இவ்விதமாக அவங்களுடைய மனதிலே ஒரு சற்று ஒரு பயமும் திடுக்கும் இருந்த காரணத்தை கொண்டு இறைவனிடத்தில் அடிக்கடி அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் தௌபா செய்து கொண்டார்கள் இப்படி இருக்கும்போது இப்படி சிறிது நாள் கழிந்தது மீண்டும் ஒரு நாள் அன்று அதே போன்று மூசான் தான் வழியே தானே சென்று சுத்தி பார்த்து கொண்டு வரும் போது இந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன் சண்டை போன்று இன்னொரு பித்தியோடு தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற இதை பார்த்த மூசா அவர்கள் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த அவனுடைய அருகாமையில் சென்று சென்று அவங்களுடைய மனிதனை தான் சண்டை கார்து உதவி தேடி நேரத்தில் இவனையும் தானே சண்டை போடாமல் தடுத்து இவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் கண்டிக்கிற விதமாக யாரும் அந்த பனி இசுராயல் கூட்டத்தை சார்ந்தவன கண்டிக்கிற விதமாக தான் என் பக்கத்தில் சென்று கையை தான் நீட்டி இனிமேல் நீ யாருடையும் ஒருத்தன்னை அடிச்சுண்ணீர் அது மாதிரி என்னையும் அடிக்க போறியிருக்கான் சொன்ன உடனே அந்த கிபிஜி இருக்கிறானே இருக்காங்களே அதாவது போனவன் என்பதாக தேடி கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த கிபித்தி உடனே அங்கே நிற்கலி உடனே இடத்துல ஓடி சென்றான் ஓடி சென்று அப்பொழுது சொல்லுகின்றான் நம்ம கிளையை சேர்ந்த ஒரு கிபித்தியை அடித்துக் கொன்றது நம்முடைய மூசாதான் என்று சொன்ன சொன்ன உடனே பிரல்லுகின்றான் அப்படியானால் அந்த மூசா எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு அவர்களை பெட்டிக்குள் வைத்து தண்ணீரில் எரிவதற்கு அந்த பெட்டியை செய்து கொடுத்திபுலி என்று சொல்லக்கூடிய அந்த தச்ச ஆசாரி அவன் பார்த்தான் அப்படி இருப்பதனால இந்த பிர உண்மையிலேயே அவர்களை கொன்றாலும் கொன்றுவான் என்பதால தான் நினைத்து அந்த தச்சாசானியாகத்தான் அவன் தான் ஓடோடி வந்து மூசாவை பார்த்து சொல்லுகின்றான் மூசாவே எங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க தங்க கூடாது தங்குவீர்களே விட்டு காலியாகி விட வேண்டும் என்று சொன்னதும் அவர்கள் யாருக்கும் தெரியாத நாட்டை விட்டு தானே இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு கண்டறிவார் மனம் போன நிலையின் அவர்கள் நடந்துமே சென்று மூசா அவர்கள் யாருக்கும் தெரியாதபடி இரவோடு அந்த மிசர் நாட்டை விட்டு தான் கிடந்தியின் பக்கமாக தாய் நாடி நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கடைசியாக அவர்கள் எங்கே வந்து சேர்க்கின்றார்களே மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய காட்டு பக்கமாகத்தானே வந்ததும் அடிக்கின்றும் கொதிக்கின்ற மணலும் அந்த கொடுமை தாழ முடியாதபடி தண்ணீருடைய தாகம் புறம் பசி மற்றொரு புறம் இந்த நிலையில் தானே மூசாவர்கள் ஒரு மரத்தடியின் பக்கமாகத்தானே வந்து அவர் நிற்கின்ற போது நிற்கின்ற போது எங்கள் மூசாவுமே அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த ஊரின் உடைய எல்லையில அதாவது மரமும் நல்ல ஒரு இருப்பதற்கு தங்குவதற்கு தகுந்த ஒரு தாவழமான இடத்துல வந்து மூசு அவர்கள் தங்கி நிற்கின்றார்கள் தங்கி இருக்கின்றார்கள் இருக்கும் போது அங்கே பேர் கொட்டவர் காட்சி என்று சொன்னால் அந்த ஊரை சார்ந்த இடையர்கள் எல்லாம் வேண்டுமான ஆடு மாடு ஒட்டகங்களை தான் கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய கணல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கணல் இருக்கிறது அது பெரிய வட்டப்பாறை கல் அந்த கல் தொட்டியில தண்ணீர் ஊத்தி அவங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் குடுப்பாட்டுகின்ற குடிப்பாட்டு அப்படி அந்த ஆடு மாடு வாகனங்களை சென்றதன் பின்பு அந்த பக்கமாக பெண்மணிகள் அந்த இரண்டு பெண் மக்கள் ஒதுங்கி இருப்பதை பார்த்து அவர்கள் தான் திரும்பி பார்த்து அந்த பெண்களை பார்த்து கேட்டிருந்தார்கள் அம்மா உங்களுடைய நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பொழுது அது இரண்டு பேரில் ஒருவர் சொல்லுகின்றார்கள் அதாவது பெண்கள் அது மட்டும் அல்ல அந்த இடையர்கள் எல்லாம் காப்பர்கள் அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு ஒட்டகத்து தண்ணீர் காட்டி போனதுக்கு பின்னால்தான் எங்களுடைய அதுக்கு பிறந்த எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நாங்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும் தண்ணீர் காட்ட வேண்டும் நாங்க பெண்களாக இருப்பதனால் நாங்கள் ஒதுங்கி இருக்கின்றோம் அவங்க போகட்டும் என்பதாக என்று சொன்ன உடனே இதை கேட்ட மோசம் அவர்கள் என்று உடனே தான் அவசரமாக சென்றார்கள் அங்க ரெண்டு கணர் இருக்கு பக்கத்தில் ஒரு மூடி போட்டு மூடி இருக்கு பெரிய பெரிய பாரங்கி அந்த கணக்கு மூடி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி பெரிய ஒரு பாடாங்கல்லை வைத்து மூடி இருக்கின்ற அந்த கல்லை மோசம் அவர்கள் தனிமையாகத்தானே சென்று ஒரே மூச்சில தூக்கி எடுத்து போட்டுவிட்டு ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீரை தண்ணீரை புகட்டினார்கள் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரை குடித்துனார்கள் அந்த ஆடு மாடுகள் தண்ணீர் குடித்ததையும் தண்ணீர் குடிப்பாட்டினதையும் கல்லை தூக்கினதையும் இதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த பெண்கள் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களைத்தான ஓட்டிக்கொண்டு அவசரமாக திரும்ப ஆடு மாடு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு அவர்கள் ஓட்டிக்கொண்டு அந்த பெண் அவங்க உங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு அவசரமாக கொண்டு வந்து கொட்டைகளை அடைத்துவிட்டு தன்னுடைய தந்தையின் முன்பதாகத்தானே வந்ததும் அந்த பெண்மணிகள் அந்த பெண்மக்கள் யாருடைய மக்களாக இருக்குமேயானால் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில மக்கள் சென்றதும் மக்களே நீங்கள் என்றும் இல்லாதபடி இன்றைக்கு அவசரமாக வந்துவிட்டீர்களே என்ன காரணம் எப்படி என நடந்தது என்று கேட்கும் அந்த இரண்டு பெண் மக்கள் சொல்லுகின்றார்கள் நடைமைப்பிதாவே தந்தையை இன்று காட்டில் நாங்கள் அதிசயத்தை பார்த்தோம் என்ன அதிசயம் பார்த்தீர்களும் இடையெல்லாம் அவரவர்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீர் புகட்டியதன் பின்னே எங்களுடைய நிலை அவர் உடனே அதாவது தண்ணீரை அவசரமாக இணைத்து நம்மளுடைய ஆடுகளுக்கு குடுப்பாட்டினார் அதனால நாங்கள் அவசரமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டோம் என்று சொன்னாங்க நம்முடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டிய இவ்வளவு உதவி செஞ்ச உபகாரத்தை செஞ்ச அவருக்கு நாமளும் கைமாறாக கூலி கொடுக்க வேண்டும் ஆக என்னால் நீ அவசரமாக சென்று அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல உடனே அதே போன்ற அந்த இரண்டு பெண் மக்களில் மூத்த மகளாக கூடிய கூடிய இடத்திற்கு தானே வந்து நின்று அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் பெரியவர்களே அதாவது என்னுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதை கொண்டு என்னுடைய தந்தை என்னுடைய தகப்பனார் அவர்கள் உங்களுக்கு ஏதாகும் அதற்கு பகரமாக கைமாறு செய்ய வேண்டும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய தந்தை உங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக அனுப்பி வைத்தார்கள் அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள் அதாவது நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் ஆகையினால் என்னுடைய தந்தை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் சொன்ன சொல்லும் போது அப்பொழுது உதவியை நாடியோட எண்ணியோ நான் இந்த காரியத்தை செய்யவில்லை அதாவது ஆண்மகனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய ஒரு உதவி நான் செய்தேன் ஆகையினால் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை நாங்கள் மீண்டும் அந்த பெண்மணி சொன்னது எங்களுடைய தந்தை என்னுடைய தகப்பன் அவருடைய கட்டளை ஆகையினால் நீங்கள் இது மறக்க கூடாது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதே போன்று பெண்மணியினுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு போகும்போது அப்பொழுது அந்த பெண்மணி முன்னாள் வழிகாட்டி போனார்கள் அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது காற்று அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது அந்த காற்று அடிக்கின்ற வேகத்தில் முன்னாலே சென்று கொண்டிருந்த அந்த பெண்மணியினுடைய ஆடைகள் தான் அவங்களுடைய உடலை வீட்டு அகன்றதும் அவங்களுடைய அங்கங்கள் கண்களுக்கு தெரிந்ததும் மட்டுமல்ல அதாவது முன்னால வழியை நீ காட்டி செல்ல வேண்டும் ஒரு சிறு கழுகளை எடுத்துட வேண்டும் நான் அந்த வழியாக போக வேண்டும் என்று மூசான்பி சொன்னார்களான் அவர்கள் நபிசை பேணி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆகையினால நாமளும் இந்த காலத்தில் எந்த முறையில அதாவது பழகுகின்றோம் எந்த முறையில் நம்முடைய நடைமுறைகள் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை பற்றி நமக்கு தெரியும் அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சரித்திர வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் முன்பால் அவங்களுடைய அங்கங்கள் அவங்களுடைய உறுப்புகள் அசைவுகளை பார்த்தால் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய மனது மாற்றம் உண்டாகும் அதனால் நமக்கு பாவம் ஏற்படும் என்பதாக கருதிய மூசா அவர்கள் அந்த பெண்ணை பின்னால வரச் செய்து அவர்கள் முன்பதாக நடந்தார்களா தன்னை பேணி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த காலத்தில் ஒரு பெண்மணி அவர்கள் வெளியே செல்வார்களே ஆனால் எந்த முறையிலே அலங்கரிக்கப்பட்டு எந்த முறையிலே அவர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய அங்கங்கள் அசைவுகள் எந்த அளவுக்கு பிறர் பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள் இந்த காட்சியை நாம் இப்பொழுது காணுகின்றோம் பார்க்கின்றோம் ஆக வேறமே பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய உடமைகளை நம்மளுடைய அதாவது நம்முடைய நபுசு